வணக்கம்ண்ணா நாங்கள் இப்போ வந்து ஒரு தமிழ் இலக்கிய அகராதி பக்கம் பார்த்துக்கிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அச்சு பக்கத்தில் பாருங்கள் நடுவில் எண்ணெய் இந்த பக்கம் இந்த பக்கம் எழுத்து இருக்குது இல்லையா சொல் இருக்குது அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதை வந்து ஏற்கனவே நான் இட்டு சரியா நானும் நண்பர்களே இடுவான் பெரும்பாலும் நான் இடுவேன் அதை வந்து கணினி நிரல் வந்து செய்யும் சரி இப்போ இங்கே என்ன இருக்குது செ செல்வகை செல்லை செல்வ கேசவராகியவா சரி இதை வந்து அப்படியே நான் படி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி படி எடுத்துக்கிறேன் சரியா படி எடுத்த பிறகு இதை திறந்து இந்த இடத்துல பாருங்கள் ஆறாச்சுன்னு இருக்குதுல்ல ஆறாச்சு ஒரு பைப்லைன் நெடுங்குத்து கோடு இது உள்ளே ஒட்டிடுறேன் சரி அதுக்கப்புறம் என்ன இருக்குது சேந்தனார்னு இருக்குது சேந்தனார் இங்கே கீழே இருக்குதுன்னு பார்க்குறேன் இங்கே இருக்குது இந்த இடத்துல இதையும் நான் வந்து படி எடுத்துக்கிறேன் ஆ சரியா எனது டபுள் கிளிக் பண்ணாவே காப்பி ஆடேன் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கடைசியாக வந்து இந்த கனக்குறியீடு இருக்குதுல்ல ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸும் வாங்க அதுக்கு முன்னால் ஒரு பைப்லைன் இருக்கும் ஆ இங்கிருந்து வந்தீங்கன்னா உங்கள் எளிமையாக இருக்கும் போட்டுட்டு முன்தோட்டரம் பாருங்கள் அப்படி சரியாக வந்துடுச்சா அப்படின்னு பார்ப்போம் ஆ சரியாக வந்துடுச்சு இப்போ இது பார்த்த அழகாக தான் இருக்குது இல்லைங்களா அந்த சே நெடில் சே இதெல்லாம் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன மாற்றம் நீங்கள் பண்ணணும் இது சேவ் வந்து புது வரி இல்லையா இப்படி விடுறீங்க சரியா அதேமாரி இதுக்கும் அவ்வளோதான் விட்டுருங்க இது எப்படி தனியாக இருக்குது தனி சொல்லணும் தனியாக விட்டுறீங்க அதேமாதிரி இந்த தலைப்பும் தனியாக இருக்குது அப்போ முன்தோட்டம் பாருங்கள் பார்த்துட்டு சேமிச்சுருங்க ஆ அது முக்கியம் முன்தோட்டம் பார்க்கணும் இப்படி சரி நம்மளாமல் எதை பிள்ளைகள் இருந்ததுன்னா அதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ சேமிச்சுருங்க இதில் வந்து நான் இந்த பக்கம் அச்சு பக்கத்து மாதிரி தானே தடிமனாக வேணுங்க அப்படிங்கிறத நான் வந்து நான் உங்களுக்கு தானியக்கமாக பைத்தான ஒரு மொழி இருக்குது முடிஞ்சால் நான் கற்றுத்தர வாய்ப்பு இருந்தால் ரொம்ப எளிமை தான் அது அதை வந்து நம்ம வந்து இடலாம் நம்ம இட்டு தானாகவே இடலாம் சரியா இது செய்ய நம்ம சேர்ந்து உழைத்து தமிழ் இணைய தமிழுக்காக நான் பாடுபடுறோம் ஆ அதை நம்ம வந்து நம்ம மொழிக்காக செய்யக்கூடிய இது ஒரு அறப்பணி ஆ நல்ல செறிவாக என்ன சொல்கிறது நிறைவாக செய்யணும் அதை ஆ வேறு எதாவது கேளுங்க வணக்கம்